நான் உங்கள் இலவச புத்தகங்களை டவுன்லோடு செய்து படித்திருக்கிறேன் மற்றும் உங்கள் யூடியூப் சேனல் வீடியோக்களை பார்த்துள்ளேன் நேரில் சந்தித்து ரெண்டு மூணு நாட்கள் தங்கியிருந்து ஞான தெளிவு பெற விரும்புகிறேன் சந்திக்க முடியுமா இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு அதாவது நாங்கள் வந்து சேலம் அதாவது சென்னையில அந்த தமிழ்நாட்டுல சேலம்னு ஒரு மாவட்டம் அந்த சேலம் மாவட்டத்துல ஜருகு சொல்லி ஒரு மலை அடிவாரத்துல நாங்கள் ஒரு ஒரு ரெசிடென்ஸ்கம் ஆசிரமம் மாதிரி வச்சிருக்கிறோம் அங்க வந்து எப்பவுமே யாரும் பார்க்க வர்றவங்க கொஞ்சம் முன் அனுமதி பெற்று வரலாம் வந்து தங்கி இருந்து போ போகலாம் வேண்டிய தெளிவுகளை பெற்றுக்கிடலாம் ஒவ்வொரு மாசமுமே நாங்க ஏதாவது ஒரு முகாமாரி அந்த முகாமாரி அந்த அந்த முகாமுக்கு வந்து ஒரு நூறு பேர் கலந்துகிடலாம் ஒரு நாலு நடக்கும் அந்த நாலு முகாம் வந்து நம்ம எல்லா இப்ப நீங்க நீங்க நூல்கள்ல படிச்சது எல்லாத்தையுமே நம்ம வந்து நேரடியாவே டிஸ்கஸ் பண்ணோம் சொப்பொழிவு கலந்துரையாடல் எல்லாமே இருக்கும் இங்கே தங்குற வசதி எல்லாமே இருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாமே தங்கிடுறாங்க தனித்தனியான வசதி எல்லாம் இருக்கு சாப்பாடு வசதி எல்லாமே இருக்கு ஒரு மலைச்சாரல் மாதிரி இருக்கிறதுனால இந்த இடமுமே ரொம்ப நிறமையமா இருக்கும் இந்த இடமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைவு கொடுக்கும் இதுல வந்து இந்த நாலு நாள்லயுமே எல்லா விதமான சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ற மாதிரி இருக்கிறதுனால இப்போ நான் எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா வர்றவங்களை எல்லாத்தையுமே ஞானியாக்கி தான் திருப்பி அனுப்புறதுங்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறோம் அதனால நீங்கள் நாலு நாள் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாலே நீங்க திரும்பி போகும்போது ஞானியாகத்தான் திரும்பி போக முடியும் அதனால இதுதான் வாடிக்கையாக நடந்துகிட்டு இருக்கு ஆயிரம் ஆயிர ஆயிரக்கணக்கான பேர் பலன் திட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாசத்துல ஜனவரி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி வரைக்கும் ஆங்கிலத்தில் வச்சிருக்கிறோம் ஏன்னா சிலவங்க வந்து தமிழ் தெரியாதவங்க இருக்க இருக்கிற நிறைய ஒரு இருக்கிறதுனால ஆங்கிலத்திலயும் வச்சிருக்கிறோம் இந்த மாசத்துல ஜனவரி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி வரைக்கும் ஆங்கிலத்துல ஞானம் முகாமிச்சிருக்கிறோம் அப்புறம் அடுத்த மா நாங்கள் அடுத்தாப்புல இதை விட்டாச்சுன்னு சொல்லி மார்ச் மாசத்துல ஒரு ஞானம் முகாமிச்சிருக்கிறோம் அது தமிழில் மார்ச் மாதம் ஏழாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு நாலு நாள் தமிழ்ல வச்சிருக்கிறோம் நீங்க விருப்பப்பட்டவங்க அதை கீழே இந்த யூடியூப்ல இது யூடியூப்ல தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த யூடியூப்லேயே வந்து அந்த விபரங்கள்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த விபரங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டு நீங்க வரலாம் அதுபோக வந்து இது வந்து இந்த இந்த மார்ச் மாசத்துல ஏழுல இருந்து பத்து வரைக்கும் நாலு நாள் வச்சிருக்கோம் பிறகு அதே மாதிரி மே மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் வச்சிருக்கிறோம் அஞ்சு நாள் முகாம் வச்சிருக்கிறோம் நீங்கள் இதில் ரெண்டுல எதிரியாவது ஒன்றில் கூட கலந்துட்டா போதும் ரெண்டு முகாம்ல கலந்துக்க வேண்டியதில்லை ஒரு முகாம் கலந்துட்டாலே போதும் ஏதாவது ஒரு முகாமில் கலந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெளிவாகவே கிடைச்சிக்கிறோம் கேள்வி பதில்கள் எல்லாமே இருக்கும் கலந்துரையாடல் இருக்கும் இப்போ நாங்கள் இதுல வந்து நாங்கள் பயிற்சியோ எல்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை அதனால நீங்கள் பயிற்சியோடு கொடுத்துருவோம் பயன்பட வேண்டியதும் இல்லை அதனால எல்லாமே சொற்பொழியும் இருக்கும் கலந்துருடல் இருக்கும் கேள்வி பதில் எல்லாமே இருக்கும் அந்த இடமும் நல்லா ரமியமா இருக்கும் அதனால ரொம்ப உங்களுக்கு இது வந்து ரொம்ப போட்டு நாங்கள் விட்டு ஒரே நேரத்தில் ரொம்ப இட பண்ண மாட்டோம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும் காலையில் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் கொஞ்சம் நேரம் இருக்கும் நல்ல ஓய்வும் நிறைய இருக்கும் அதனால இங்க வந்து சேலத்தை பொறுத்தளவுல இது மலைகளுக்குள்ளே இருக்கிறதுனால ட்ரெக்கிங் வாக்கிங் இதெல்லாமே கூட உண்டு திருப்பூர் விட்டவங்க அதுலயும் கூட கலந்துக்கிடலாம் இங்க வந்தவங்க வந்து நூல்களையும் கூட வாங்கிட்டு போகலாம் எல்லா நூல்களுமே இங்கே அவைலபுளா இருக்கு நீங்க இங்கேயுமே உங்களுக்கு இது போல நடந்துருக்குன்னா இதே மாதிரி தேடுதல் உள்ளவங்க நிறைய பல இடங்கள்ல அந்த தேடுதல் உள்ளவங்களோட கூட உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும் அதனால இது ஒரு தடவை நீங்க வந்துட்டு போறது நல்லது அஹ் அந்த நாலு நாள் முகாம்ல கலந்துட்டீங்கன்னு இப்ப சிலவங்க வந்து ஒவ்வொரு இடங்கள்லயுமே நாங்க பல இடங்கள்லயுமே வந்து ஒரு நாள் முகாம் ரெண்டு நாள் முகாமு தான் கிட்ட நடத்திருக்கோம் அது வந்து என்னன்னு தெரிஞ்சோம்னா இந்த அளவுக்கு நாலு முகாம் மாதிரி ஒரு முழுமையா இருக்காது அதனால இது வந்து ஒரு முழுமையா இருக்கிறதுனால நாலு நாள் முகாம்ல கலந்துகிட்டது சிறப்பு அஞ்சு நாள் முகாம் வந்து ஏற்காடுல வச்சிருக்கிறோம் அது வந்து என்னென்னா சம்மர் சீசனா இருக்கிறதுனால சில வந்தவங்க கூட ஒரு நாள் இந்த இடத்த சம்மரை அந்த ஏற்காடை என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமேங்கிறதுனால கூட ஒரு நாள் எக்ஸ்ப்ளண்ட் பண்ணியிருக்கோம் அதனால் நாலு நாள் முகாமில் உள்ள அதே விஷயம் தான் அஞ்சு நாள் முகாமையும் நடக்கும் அதனால நீங்கள் வந்து இந்த ரெண்டு முகாமில் ஏதாவது முகாம கலந்துகிடக்கலாம் இந்த ஆங்கிலம் தெரிஞ்சவங்க யாராவது சிலவங்க தமிழ் தெரியாதுங்கிறவங்க ஜனவரியில வந்து இந்த இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த முகாமில் கலந்துகிடலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கருத்துக்களை அவங்க தெரிஞ்சுடன நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஆங்கிலம் தான் தெரியும் நேற்று இருக்கிறவங்களுக்கு நீங்க தகவல் கொடுத்து கூட அவங்க அனுப்பி வைக்கலாம் மற்ற விவரங்களை நீங்க வந்து இந்த யூடியூபுக்கு கீழே உள்ள விவரங்களை நீங்க ஃபாலோ பண்ணி எப்படி தொடர்படுறது என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் அப்புறம் ஜனவரி பிப்ரவரில கிடையாது மார்ச் ஏப்ரல் மே மாசத்துல இருக்கு அப்படி சில நேரங்களில் கேப் விழுந்துருது ஆனால் எங்களுடைய நோக்கம் வந்து மாதந்தோறும் நடத்துறது தான் பட் இருந்தாலும் இடையில சில கேப் விழுந்துருது அதனால முடிஞ்ச அளவுக்கு மாதந்தோறும் நடக்குங்கிற ஒரு எண்ணத்தை